அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவதைகள் அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்னெல்லாம் பண்ணனா அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்கான சிம்டம்ஸ் என்ன வந்துவிட்டாங்க ஆனால் அவங்க வந்ததுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் முதல்ல நம்ம ஏஞ்சல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு உதவி செய்ய தான் வருவாங்க நம்மளுக்கு ஒரு கைட் பண்ணுறதுக்கு வருவாங்க ஒரு தவறான ஒரு வழி நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னா அது தவறுன்னு சொல்லி சொல்லி வருவாங்க அது முக்கியமாக வந்து இது உணரக்கூடியவங்க யார் யார் அது மெயினாக நான் சொல்லணும் இல்லைங்களா ஹீலிங் படித்தவங்க அதாவது சக்ரா ஹீலிங்குன்னு சொல்லுவாங்க அந்த ஹீலிங் படித்தவங்க மெடிடேஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க லைவாகவே அவங்களுக்கு தெரிவாங்க அது வந்து கிளாரவைன்ஸ்ன்னு சொல்லுவோம் லைவா தெரியுது வந்து க்ளா கே க்ளாரவாயின்ஸுன்னு சொல்லுவோம் அது வந்து லைவாக பேசுகிறது பார்க்குறது உருவமாக தெரிகிறது இதெல்லாம் வந்து தெரியும் அந்த ஹீலிங் படிக்கிறவங்களுக்கு அந்த மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த சக்கரா மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதை உணர முடியும் பார்க்க முடியும் மற்றவங்கள்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அந்த கண்டிப்பாக அவங்களாலையும் முடியும் சில பேரால் கண்டிப்பாக முடியும் எல்லாராலையும் முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான சிம்டம்ஸ் நான் சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு இனிமேல் தான் நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமாக வந்து மைக்கிள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வருவார் மற்ற எல்லா ஏஞ்சல்ஸும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வருவாங்க ஹெல்ப்பாக இருப்பாங்க உங்களுடைய அடுத்த முன்னேற்றத்துக்கான எல்லாருமே வந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க முக்கியமாக மைக்கிளேஞ்சில் ரேஃபல் கேப்ரியல் யூரியல் இவங்க எல்லாேருமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை வழி நடத்தக்கூடியவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியவங்க ஹெல்த் அண்ட் வெல்த் கொடுக்கக்கூடியவங்க இவங்க தான் கண்டிப்பாக எப்போனாலும் எந்த நிமிஷனாலும் நீங்கள் கூப்பிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு உங்கள் வீட்டில் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு வாசனை ஏற்படும் அது என்ன மாதிரி வாசனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வாசனை வரும் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டிப்பால் இல்லை சாண்டில் ஊதுபத்தி வாசனை வரும் அப்படின்னா லாவெண்டர் அந்த மாதிரி ஒரு ஊதுபத்தியோட ஒரு தன்மைகள் உங்களுக்கு அந்த வாசனையாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அதாவது நல்லா உங்களுக்கு வாசனை வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயக்கத்தை கொடுக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது அந்த வாசனை நம்ம சுவாசிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் ஒரு சூழ்நிலை நம்ம நினைப்போம் அந்த மாதிரி ஒரு வாசனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க எப்படி உருவமாக காட்சி தருவாங்க அதை நம்ம பார்க்கணும் எப்படிலாம் வருவாங்க நீங்கள் அவங்க வந்துட்டாங்கன்னு எப்படிலாம் உணரலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்பர்ஸை வச்சு உணரலாங்க த ட்ரிபிள் 4 நம்பர்ஸ் வர்றது இல்லை த்ரீ நம்பர்ஸ் ஒரே மாதிரி வர்றது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் செவன் இதெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் வர்றதுக்கான உண்டான நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் அடிக்கடி நீங்கள் கார்லையோ பைக்கிலேயோ இல்லை கண்ணில் தென்படுற மாதிரி இருந்ததுனாவோ கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கூட இருக்காங்க உங்களை வழி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரிய வரும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் சக்கரஹெலிங்கெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் பார்க்கும்போது ஒயிட் கலரில் தெரியும் ஏன்னா நிறைய கலர்ஸில் அவங்க வருவாங்க ஒயிட்டில் வருவாங்க ப்ளூவில் வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் க்ரீனில் லைட் க்ரீனில் வருவாங்க அதை மாதிரி வருவாங்க இந்த மாதிரி கலர்ஸில்லாம் அவங்க வருவாங்க லைட் கலர்ஸ் வருவாங்க முக்கியமாக மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ஒயிட் கலரில் தான் வருவாங்க அவங்க சின்ன டாட்டு மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு உருவமாக தெரியாது ஒரு டாட் மாதிரி இருக்கும் அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி ஒரு சில பேர் வீட்லேயே இருக்குங்க அது சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அது கிளாரவாயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை கிளாரவாயின்ஸ் வந்து படிக்கலை இதை சம்மந்தமாக நாங்கள் ஹீலிங்கே படிக்கலைங்க ஆனால் தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸு ஆசீர்வாதம் அது எல்லா விஷயமும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த டாட்டு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா அது ஒயிட் கலராக இருக்கலாம் லைட் ப்ளூ கலராக இருக்கலாம் ஸ்கை ப்ளூ கலராக இருக்கலாம் வைலட்டாக இருக்கலாம் க்ரீனாக இருக்கலாம் ஆனால் வந்து ஸ்டார்டிங் ஒயிட்டில் தான் தெரியும் அந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் உட்காந்து பார்க்கும் தெரியும் அது அசைவு அசைவ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு அசைவு ஏற்படும் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மூமெண்ட்டை வந்து நல்லா நீங்கள் பார்க்கலாம் ஆனால் டக்குன்னு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி டேரக்டாக நீங்கள் பார்க்கும்போது மறைஞ்சிரும் நீங்கள் வந்து இந்த கண் வந்து இப்போ நம்ம டிவியோ இல்லை கேலண்டரையோ பார்த்துட்ருக்கோன்னா சைடில் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு கதவு இருந்தாலும் ஜனல் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிய வரும் இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கேலண்டர் தான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிள்க்கு கேலண்டர் பார்த்துட்ருக்கீங்க சைடில் உங்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் அதாவது ஒயிட் கலரில் அப்படியே மேலே போகிற மாதிரி கீழே போகிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது மறைஞ்சிரும் தெரியாது ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது சில டைமில் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தென்படுறாங்க வராங்க உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு வராங்கன்னு அர்த்தம் அது இந்த கண்டிப்பாக இதோட உணர்வுகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி கனவில் அதிகமாக நம்மளை ஒரு பெண் தொடர்ந்து வர மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பறக்கிற மாதிரி இல்லை ஒரு பெண் வந்து உங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கனவுகள்லாம் வரும்போது கண்டிப்பாக அவங்க ஏஞ்சல்ஸ் வர்றதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் அறிகுறிகள் தான் நம்மளுக்கு இதெல்லாமே அதான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் ஏஞ்சலை வந்து நீங்கள் தாராளமாக கூப்பிட்லாம் எந்த ப்ரொடக்ஷனுக்குனாலும் எந்த விஷயத்துக்குனாலும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க கேப்ரலையும் அப்படி கேப்ரியல் ராஃபல் ஏஞ்சல்ஸும் அப்படி அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அவங்க வந்து நம்மளை ஏன் கூப்பிட்ல எல்லாம் கூப்பிட்டா நாங்கள் வருவோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க ரெடியாக இருக்காங்க எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்குறீங்களே சீக்ரெட் படித்ததுங்கிறவங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்தில் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாது அது பாசிட்டிவ் தாட்ஃபார்ம்ஸில் இருக்கணும் நெகட்டிவ் வந்து நீங்கள் வந்து ஒரு பால் வச்சுருக்கீங்க ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கீங்க அதில் ஒரு சொட்டு விஷம் கலந்தால் எப்படி இருக்கும் டோட்டல் பாலும் கெட்டு போயிடும் அது மாதிரி நீங்கள் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் போது ஒரு நிமிஷம் நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் ஸ்பால் ஆகிடும் ஸ்பாயில் ஆகிடும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கிற விஷயம் வந்து எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது நெகட்டிவாக யோசிக்கவும் கூடாது நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என் கண்ணில் காட்டுங்க என் கண்ணுக்கு தெரியணும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டிங்கனாவே அவங்க வந்துடுவாங்க கண்டிப்பாக தெரியவாங்க ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்தணும் நீங்கள் மெடிடேஷனில் உட்காரணும் அது முக்கியமாக நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஊதுபத்தி வாசனை வரும் உருவமாக தெரிவாங்க அதே மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் லெவன் இந்த மாதிரி வருது இல்லைங்களா உங்களுக்கு நாலு நம்பர் மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும் அது டைமிங்கில் பார்த்தாலும் சரி இல்லை வெளியே ஏதாவது ஸ்டிக்கர் பார்த்திங்கனாலும் சரி இல்லை போர்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தென்படும் உங்களுக்கு தொடர்ந்து இது வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏஞ்சல்ஸு அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் தெரியவாங்க அதாவது ஒரே கலர் ஒயிட்டாகவும் தெரிய மாட்டாங்க ஒரு சில பேருக்கு ஒயிட்டாக தெரியும் ஒரு சில பேருக்கு கலர்ஃபுல்லாகவும் தெரியவாங்க அதை நீங்கள் அனுபவிக்கும்போது தான் அதை நம்மளுக்கு உணர முடியும் அதே மாதிரி ஜவ்வாது வாசனை பன்னீர் வாசனை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வாசனை வரும் அவங்க வரும்போது அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் வந்து இந்த பன்னீர் வாசனையில் நம்ம கவனிக்கலாம் கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயம் வந்து நம்ம பன்னீர் வாசனை வரும்போதே அவங்க வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஜவ்வாது வாசனையும் வரும் அதே மாதிரி ஊதுபத்தி வாசனை அதிகமாக வரும் நீங்கள் அது உணரும்போது கண்டிப்பாக வந்து அது தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்கள் ஓம் சாண்டிங் போட்டுவிடுங்க அமைதியை உட்காந்து கண்ணு மூடி ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது எல்லா எண்ணங்களும் அப்போ வந்து நிற்கும் நம்ம முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து நிற்கும் அது எரேஸ் பண்ணுனால் ஃபஸ்ட்டு அந்த எண்ணங்கள்லாம் வரும் வந்தவாட்டி தான் எரேஸ் ஆகும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் உட்காந்து பாருங்கள் பதினோராவது நாள் உங்களுக்கு எந்த எண்ணமும் வராது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஓம் சாண்டிங் போட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஏஞ்சலிட்டே பேசலாம் பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நான் ஒரு சிலருக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கிடையாது எங்களுக்கு மட்டும் மட்டும் மற்றவங்களுக்கும் அது தெரியும் அந்த உணர்வுகள் வந்து அவங்களால் உணர முடியும் பார்க்க முடியும் இப்போ எப்படி நம்ம கடலுக்கு வரதுக்கு உண்டான நம்ம போன வீடியோவில் சொன்னோம் அதே மாதிரி தான் இதுவுமே தேவதைகள் வந்து அவங்களுக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவாங்க தேவதைகள்னால் வேறு யாரும் இல்லைங்க நம்ம கும்புற அந்த கடவுள் தான் அவங்க தேவதைகளை பெண் தெய்வமாக நம்மளாம் கும்புறோம் இல்லைங்களா அவங்களாம் ஒன் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் தான் அவங்க எல்லாேருமே அதுவும் நம்ம கிறிஸ்தவ மதத்தில் தான் நம்ம சொல்கிறோம் ஏஞ்சல்ஸு அந்த மாதிரி தான் சொல்கிறோம் அப்படி கிடையாது நம்ம எல்லாேருமே வேணாமும் அவங்க வருவாங்க ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மட்டும் அப்படி அலாட் பண்ணி கொடுத்த மாதிரி அப்படிலாம் கிடையாது எல்லாமே காவல் தெய்வங்கள் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் உதவக்கூடியவங்க தான் அவங்கெல்லாம் கண்டிப்பாக கூப்பிடுங்க கண்டிப்பா வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெர்பி கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்